ஒரு சகோதரனாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க இது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க எந்த கிளாஸ்லையும் உங்களுக்கு தாம்பத்தியத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க தாம்பத்தியத்தை தான் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பிரச்சனை இருக்கு முக்கால்வாசி குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆம்பளைங்களுக்கு எனர்ஜி பத்த மாட்டிங்குது கண்ட பழக்கத்தினால ஸ்ட்ரெஸ்னால வேலையினால அலட்சியத்தினால பெண்ணை கண்டுகொள்ள முடியாமல் போகிறது ஞானம் பெறாமல் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது சேலஞ்ச் பண்ணுறோம் ஓபன் சேலஞ்சு உங்களது மனம்தான் இறைவன் நோட் செய்கிறார் உங்கள் மனசு எந்த நேரத்தில் எப்படி செயல்படுதுன்னு தான் பார்க்குறாரு உங்களது செயல்களை இறைவன் நோட் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அந்த செயலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எப்படி தெரியும் நீங்கள் மனதை பக்குவப்படுத்தாமலாம் ஒரு பேரோட நிற்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது நல்லா பேசலாம் எல்லாம் பேசுறதுக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்களே திங்கிங் பண்ணிக்கோங்க போன டைம் பௌர்ணமி தான் பார்க்குறேன் உங்களோட வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் மீட் பண்ணுறேன் மற்றவங்க நிறைய பேர் லைனில் இருக்கவங்க ஏதோ பேசுவாங்க அந்த வீடியோவுக்கு வருவாங்க அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெளி லைஃபில் பார்த்தோம்னா கண்டுக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்தீங்க நம்ம அன்னைக்கு மீட் பண்ணோம் எங்களுக்குன்னு எங்களுக்கு யாருனே தெரியாது உங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ இருக்கு பட் அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா எப்படி வார்த்தையால் விலை விவரிக்கிறதுனே தெரில அவ்வளோ கூட ஸ்பெண்ட் பண்ணி இருந்தீங்க கூட எங்களால் நம்பவே முடியல நானும் அவனு பேசிகிட்டே இருப்போம் எப்படி அண்ணா இப்படி இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்கார் இவ்வளோ கருணையாக இருக்கார் இவ்வளோ இது அன்பாக இருக்காரு எப்படின்னு தெரில அதுக்கப்புறம் நான் பேசுகிறத பார்த்துன்னு நீ க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்ணா அட்டன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொன்னேன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ கிளாஸே வா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன எனக்கு என்ன சூழ்நிலைன்னு புரிஞ்சிருச்சு வந்து நேரில் ஆடும்போது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில ரொம்ப அழுகியதான் வந்துச்சு உள்ளேலாம் அன்றைக்கெலாம் நைட் தூங்கவே இல்லை இப்படி ஒரு மனுஷன் இப்பிரா இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு கடவுள் ரொம்ப நல்லா வச்சுக்கணும் என்னடா ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இங்க பாக்குறீங்க இங்க பாக்குறதுல வெளில வெளியில வந்து பாக்குறவங்களுக்கும் இருக்கணும் எப்பவுமே ஒரு சகோதரனா தெரிஞ்சுக்கோங்க இது உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க எந்த கிளாஸ்லயும் உங்களுக்கு தாம்பத்தியத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க தாம்பத்தியத்தை தான் தொண்ணூத்தி பிரச்சனை இருக்கு அத்தனை கவுன்சிலிங் பார்த்தாச்சு அத்தனை பிரச்சனை பார்த்தாச்சு ஒரு பெண் வீட்டுல சந்தோஷமா நீங்க வச்சுக்கல அப்படின்னா அந்த பெண்ணாலேயே உங்களுக்கு சாபக்கேடுகள் ஏற்படும் எஸ்பெஷலி இன் செக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் என்பவள் வீட்டில் சந்தோஷமா நிம்மதியா சந்தோஷம் நிம்மதின்றதுக்கு உண்டான அர்த்தமே செக்ஸ் தான் எழுதி வச்சுக்கோங்க முதல்ல நீங்க என்னதான் டிசைன் டிசைனா நீங்க வந்து தங்கம் வாங்கி கொடுங்க நீங்க என்னதான் வயிறை வாங்கி கொடுங்க என்னதான் உபதேசங்கள் கொடுங்க நீங்கள் செக்ஷுவலி திருப்திப்படுத்தணும் தான் உங்க பொண்டாட்டி உங்களால் கண்ட்ரோலில் வைக்கவே முடியாது அவங்க மனசுல ஓடிடும் இதுவே முடியல நினைச்சு முக்கால்வாசி குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆம்பளைங்களுக்கு எனர்ஜி பத்தம் மாட்டிங்குது கண்ட பழக்கத்தினால வேலைனால அலட்சியத்தினால பெண்ணை கண்டுகொள்ள முடியாமல் போகிறது அவங்களே வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமதான் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்டாட்டியே உங்களுக்குள்ள ஞானியாக நீங்கள் மாற்றிடணும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அதுக்கு போல் நான் ஞானியாக இருக்கணுமே தம்பி வேறு வழி இல்லை கல்யாணம்னு போயிட்டீங்கன்னா அதுதான் டிசைன் எது டிசைன் நிம்மதிக்குள்ளே இருக்கவே முடியாது நிம்மதியாக இருக்கீங்கன்னா போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் என் குழந்த அழகா நான் நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்கிறேன் யாரு அப்படி சொல்ல முடியும் ஞானம் பெறாமல் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது சேலஞ்ச் பண்ணுறேன் ஓப்பன் சேலஞ்ச் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படியாச்சுன்னா பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஞானத்தை அடைவதற்கு மாபெரும் ஒரு தடையாக இன்னொன்றும் இருக்கும் என்ன அப்படின்னா திருப்தி அடையாத காம ஆசை திருப்தி அடையாத காம ஆசை இருந்தா இப்பே வச்சுங்க போக முடியாது மைண்டு பூரா செக்ஸுக்கு ஏங்கிட்டு இருக்குது எங்கே போய் இறைவனை பார்க்கறது நீங்கள் என்ன நூறு உங்களுக்கு இறைவன் பக்கமாக திரும்புது அப்படி நூறு நூறு இறைவன் பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த பக்கம் திரும்பக்கூடாது திரும்பாம இருக்கீங்க இப்போ ஏற்றுக்கணுமோ இல்லை நம்ம இன்னும் இந்த விளையாட்டுக்கு இன்னும் தகுதி ஆகலை போலன்னு சொல்லி தகுதியை தயார் செய்து கொள்ள வேண்டும் தகுதியை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் தெளிவாக இந்த விஷயத்தில் தெளிவடைஞ்சிடணும் தயவுசெய்து நீங்கள் இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன உங்கள் மனைவியை நீங்கள் வீட்டில் பக்குவமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு உண்டான அர்த்தம் நான் ரொம்ப ஓப்பனால என்னால் பேச முடியாது நீங்களே புரிஞ்சுக்கிது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக பார்த்துக்கலைன்னா அவங்க அவங்களோட மனம் வேறு ஒன்றை யோசிக்க ஆரம்பித்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலும் தோத்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளுக்கும் தோணும் அவ்வளவு கண்ட்ரோலா யாருமே கிடையாது அவ்வளவு கண்ட்ரோலாக இருந்தால் அவங்க அவங்க கல்யாணம் பண்றாங்க காரைக்கிழமை யார் மாதிரி யாரும் ஞானத்துக்கு இருக்க மாட்டாங்க ஏதாவது புரியுதா புரியலையா யாராவது சன்னியாசம் போயிட்டு நான் இது போய் எந்த சன்னியாசிக்கு காம வராம இருக்கு ஆல்ரெடி வெளியில ரொம்ப நடிப்பு அத்தனை ருத்ராட்சங்கள் அதை போட்டு இதை போட்டு போடுறவங்க எல்லாருமே பொயின்னு சொல்ல வரல மேக்சிமம் அதை தவறாதான் பயன்படுத்துறாங்க உங்களது மனம்தான் இறைவன் நோட் செய்கிறார் உங்க மனசு எந்த நேரத்துல எப்படி செயல்படுதுன்னு தான் பார்க்கிறார் உங்களது செயல்களை இறைவன் நோட் பண்றதே கிடையாது ஏன்னா அந்த செயலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்ப இறைவன் எதை பார்க்கிறார் என்றால் உங்களது ஆழமான மனதையும் உங்களது மனதின் தேவையையும் உங்களது அவசியமான அவசியத்தையும் தான் பார்க்கிறார் அவர் செயலை பார்ப்பதே இல்லை ஏகப்பட்ட பொண்ணுங்க தயவு செய்துங்க அதை நான் ஓப்பனாகவே சொல்றேங்க மறைச்ச வச்சு பேசல உங்களை மேக்சிமம் கவுன்சிலிங்ல வரக்கூடிய பிரச்சனையை என் புருஷனை நல்லா பார்த்துக்க மாட்டேன் அஃபேர் ப்ராப்ளம் என் புருஷன் எனக்கு பிடிக்க மாட்டீங்க என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டான் அந்த பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரின்னு ஒன்னு எதிர்பார்க்குறீங்களா அது வராது கல்யாணத்தில் வராது முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நீங்க அப்படி பத்து பொருத்தமும் பார்த்து எல்லா கட்டங்களும் சரியாக மேட்ச் பண்ணி அழகுல உச்சத்தில் இருக்கக்கூடிய அழகியும் அழகுல உச்சத்தில் இருக்கக்கூடிய அழகனையும் உடம்பு ஆரோக்கியம் நீல ஆயுள் நிறை செல்லும் வான்புகள் நற்பேறு நன்னிலமெல்லாம் பெற்ற ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் என்ன பார்த்ததை பார்க்கும் போது பேசுறத பேசும் போது என்ஜாய் பண்ணதவே பண்ணும்போது சரி அது பழகிவிடும் போர் அடிச்சிடும் உங்களுக்கு நீங்க அங்கதான் மெயினா குடும்பத்துலதான் ஞானியா செயல்பட எப்படி எனக்கு இப்ப வந்து என்னுடைய முன்னாள் காதலி இருந்தா ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அவ்வளோ அன்பா இருந்தது கரெக்டா என்னோட தாட்ரா மாறுது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவளே பார்க்கும்போது வெறுப்பு கிரியேட் ஆகுது அப்ப நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு எதுக்கு இப்ப வெறுப்பா கிரியேட் ஆகுது புதுசாக யாரையாவது பாருன்னு சொல்லுது அது கிரியேட் ஆகும் உங்களே கிரியேட் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பெரும் ஞானத்தோடு இல்ல இவ நம்மளை நம்பிதான் வந்திருக்கா இவளுக்கும் தேவை இப்படித்தான் உண்டு இவளுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்ணணும் இவளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் பக்குவமா பத்திரமா இருந்து பாத்துக்கணும்னு உங்க மைண்ட் உங்களை ட்விஸ்ட் பண்ணும் போதெல்லாம் அழகுதான் அழகுதான் அழக தாண்டி குணம் நல்லா இருக்கு குணம் நல்லா இருக்குன்னு மனசை பக்குவப்படுத்தணும் நீங்க மனதை பக்குவப்படுத்தாமலாம் ஒரு பேரோட நிக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது நல்லா பேசலாம் எல்லாம் பேசுறதுக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கைய அவங்க திங்கிங் பண்ணிக்கங்க நான் ரொம்ப டீப்பாக போய் உங்களை நான் கேள்வியெல்லாம் கேட்க விரும்பலை அட்மிட் பண்ணுங்க நாலு பேர் முன்னாடி ஒத்துக்குங்க கூட நான் சொல்ல நான் உங்ககிட்ட சொல்கிறது என்ன நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் அந்த தவறை உணர்ந்து யாருக்கிட்ட அந்த தப்பை பண்ணமோ முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் அப்போ தான் முதல்ல அவனுடைய மென்டாலிட்டிலேருந்து நீங்கள் எக்ஸிட்டே ஆவீங்க நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவன் அவன் அவன் அவன் அவன் அவ்வளோ வயிறு எரிஞ்சுட்டு இருப்பான் அவ்வளோ கடுப்பு இருப்பான் அவ்வளோ டென்ஷனில் இருப்பான் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ பெரிய காயம் பண்ணியிருப்பீங்க ஒருத்தன் காரணமே இல்லாம அப்படி நினைக்கிறான அவனுக்கு தான் செய்றான் அதை விட்டுருங்க நீங்க செஞ்ச செயலுக்கு ஒருத்தன் அப்படி நினைக்கிறானா அவன் பிரபஞ்சத்துக்கு வைப்ரேஷனை போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு ஒருத்தன் என்ன போடுறான் எதுக்கு வைப்ரேஷனை போடுறான் இப்படி என்னைய ஒருத்தன் பண்ணிட்டான் என்னை இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான் என்னைய ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாலே என்னும்போது அந்த பிரபஞ்சம் உங்களை பல வச்சு செய்யும்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச்வங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும் அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்திருக்கும் பவுண்டேஷனுக்கு நண்படியாக நீங்க அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்